ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறது ஆமை பற்றி ஆமை வந்து மீனவரின் நண்பன் அப்படின்னு சொல்கிறாங்க எதனால் அது மாரி சொல்கிறாங்க அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணிங்க அப்படி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இத வந்து நீரிலும் வாழும் நினத்திலும் வாழும் இதுல வந்து ரெண்டாவது இருக்கு ஒன்னு வந்து நில ஆமை இன்னொன்னு வந்து கடல் ஆமை ஆமை எப்பயுமே பொறுமையா தான் நடக்கும் அது நமக்கு தெரியும் யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு பொறுமையா வேலை செஞ்சாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் ஆம மாதிரி வேலை செய்யாது ஆம மாதிரி நடக்காது அதே மாதிரி சொல்லுவோம் ஆனா ஆமை வந்து நீண்ட நாள் வந்து வாழக்கூடியது அது எப்படி நீண்ட நாள் வாழுது அப்படின்னா அதோட பொறுமை தான் காரணம் எப்படின்னா அதோட இதய துளிப்பு வந்து ரொம்ப சீராக இருக்குது அதனால தான் இதை வந்து நீண்ட காலம் அது வாழ முடியுது இதில் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து மில்லி மீட்டரில் ஒரு ஆமை இருக்கும் இருக்கிறதுலே ரொம்ப சின்ன ஆமை அதுக்கு பேர் ஸ்டிங்கட் இதுதான் சின்ன ஆமை அடுத்தது பார்த்தீங்கன்னா தொல்முதுகு தோல்முதுகாமை அப்படின்னு ஒன்று இருக்குது இது வந்து தொள்ளாயிரம் கிலோ வரைக்கும் வளரக்கூடியது இது பெரிய ஆமை இப்போ நில ஆமை பாப்போம். பார்ப்போம் இதுக்கு வந்து காலில் வந்து நகங்கள் இருக்கும் இது வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு வந்து எழுபது மீட்ரு வரைக்கும் நடந்து செல்லும் இது உருந்து செல்லும் இது ஒரு ஆயுள் காலம்னு பார்த்தீங்கன்னா சராசரியாக எண்பதுலேருந்து நூறு ஆண்டுகள் இதுதான் ஆயுள் காலம் இந்த நில வந்து ஒரு முட்டையிலேருந்து ரெண்டு முட்டை அவ்வளோதான் இடம் அதில் சில இனங்கள் பார்த்திங்கன்னா இருபது முட்டை வரைக்கும் விடும் இது என்ன பண்ணால் இரவில் தான் முட்டை இடும் அந்த முட்டையை வந்து குழி தோண்டி அது உள்ளே முட்டை போட்டு மண் மணல் அந்த கரிம பொருள் மூடி பாதுகாப்பாக வச்சிடும் இதை பாதுகாப்பாக வச்சுட்டு போய்டும் இந்த முட்டை வந்து அடகாக்குற எத்தனை நாள்னா நூறுலேருந்து நூற்றி இருபது நாட்கள் அடையா இந்த நாள் அந்த அடைக்காக்கம் காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த முட்டையில் இருக்கிற குஞ்சி வந்து வளர்ந்ததுக்கப்புறம் அதோடய பற்களாலேயே அந்த முட்டை ஓடுகளை உடச்சிக்கிட்டு அது தானாக வெளியில் வந்துடும் அது தானாக வெளியில் வந்த உடனே தனியாக சாப்பிட்றது இந்த பழக்கத்துக்கு வந்துடும் அது இருக்கிற சின்ன சின்ன பூச்சிகள் இவையெல்லாம் உண்டு அது வளர ஆரம்பிக்க இதுதான் நில ஆமை அடுத்தது பார்த்தோம்னா கடல் ஆமை கடல் ஆமை இதோட கால்களாம் துருப்பு மாதிரி வரும் ஏன்னா இது வந்து கடலில் நீந்தத்துக்காக இதுக்கு உதவுது இது கடலில் எளிதாக நீந்தோம் வேகமாக நீந்தோம் ஆனால் கரையர்க்கெலாம் நடக்கும்போது ரொம்ப பொறுமையாக நடக்கும் கடலில் வந்து இது வேகமாக நீந்தோம் இதோட ஓடு வந்து நல்லா உறுதியாக இருக்கும் ஆமையோடய ஓடு வந்து உறுதியாக இருக்கும் அது எல்லாருமே தெரியும் அதோட உடம்பு வந்து ரொம்ப மிருதுவாக இருக்கும் அதை வந்து பாதுகாக்க தான் இந்த ஓடு ஒரு ஆமை சராசரியாக வந்து ஒரு நூற்றி கிலோ இருக்கும் இது வந்து கரைக்கு செல்லும் அதாவது பெண்ணாமை கருவுற்ற உடனே கரையை நோக்கி செல்லும் எதுக்குன்னா முட்டைறதுக்கு அது எதேமாரி இடத்த சூஸ் பண்ணணும்னா கடன் மட்டைத்துலேருந்து உயர்மான இடத்து ஏன்னா அதோடய முட்டைகள் வந்து அலைகளால் பாதிச்சுடக்கூடாது அப்படின்ட்டு கடன் மட்டத்துலேருந்து உயர்மா இருக்கிற இடமா இருக்கும் அது தேர்ந்தெடுத்து போய் அரை மீட்டர் குழி தோண்டும் குழி தோண்டி அது உள்ளேதான் முட்டையிடும் அதாவது ஒரே வந்து இரநூறு முட்டைகள் விடும் அந்த கடல் ஆமை முட்டை இட்டுட்டு அது பாட்டுக்கு திரும்ப கடலூர்லே போயிடும் திரும்ப வந்து அந்த முட்டையை பார்க்குறதுக்கோ அந்த ஆமை குச்சிகளை பார்க்குறதுக்கோ திரும்ப வரவே வர்றது இந்த ஆமை இந்த ஆமை முப்பது வருஷம் ஆனாலும் எங்கே முட்டை அதே இடத்துக்கு திரும்ப வரும் அந்தளவுக்கு அது ஞாபகசக்தி உண்டு திரும்ப வர முடியும் இது வந்து எப்போ முட்டை இடுதுன்னா ஜனவரிலேருந்து மே மாதம் இதுதான் வந்து அதுக்கு முட்டையிடும் காலம் இரவு பதினோரு மணிலேருந்து கால்ந்து நாலு மணி வரைக்கும் முட்டை கிடைக்கும் ஐம்பத்தஞ்சு நாள் கழித்து குஞ்சு பொரியும் முட்டையிலேருந்து இந்த குஞ்சு எப்படி புரியுதுன்னா மணலோட சூடுனால இந்த குஞ்சுகள் புரியுது இந்த குஞ்சுகள் வந்து முட்டையில் வளர்ந்தோடனே அதோடய கற்களை வச்சு முட்டை ஓடுகளை உடச்சிக்கிட்டு தானாக வந்து வெளியில் வந்துடும் வெளியில் வந்த உடனே இந்த குஞ்சுகள் நேராக கடல் உள்ளதான் போவோம் கடல் உள்ளே போனவுடனே நீந்த ஆரம்பிச்சிடும் இதை நீந்த ஆரம்பித்தோடனே அங்கே இருக்கிற சின்ன சின்ன மீன்கள் நண்டுகள் நத்தைகள் இவை எல்லாத்தையும் உண்டு உயிர் வாழ அடைஞ்சிது இந்த கடலாமையை வந்து ஜல்லி மீன்களை தீனும் உணவாக உண்ணுது இந்த ஜல்லி மீன்கள் என்ன பண்ணும் கடலில் வந்து ஜல்லி மீன்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா மீன் வளம் வந்து குறைஞ்சிரும் மீன் வளம் குறைஞ்சிதுன்னா மீனவர்களுக்கு வந்து ரொம்ப இழப்பு ஏற்படும் இந்த கடலாமை வந்து அந்த ஜல்லி மீன்களை உண்பதன் மூலம் மீன் வளம் குறையாமல் இருக்குது அதனால் மீனவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இதனால தான் சொல்கிறாங்க கடலாம வந்து மீனவர்களின் நண்பன் அப்படின்ட்டு கடல் ஆமை வந்து ஜல்லி மீன்களெல்லாம் ஒன்று மீன் வளர்த்த அதிகரிக்குது குறையாமல் பார்த்துக்குது இதனால் கடல் ஆமையை யாராவது பிடிப்பது தண்டனைக்குரிய குட்டுறோம் அப்படின்னு அறிவித்துள்ளது கடல் ஆமையை வந்து யாராவது பிடிச்சாங்கன்னா அது தண்டனைக்குரிய குட்டுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆமையை பற்றி நான் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன்